பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள்லாம் பேசின பேச்சுக்கு ஏதாவது சட்டம் சரியான நடவடிக்கை எடுத்திருப்பாள் இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் எண்பது கோடி ஏழைகள்னு நிதியமைச்சரே சொல்லும் போது அந்த ஏழை மக்களின் வரிப்பணத்தில் பதினோரா பதினேழு பதினோரு ஏழாயிரத்தி கோடி பதினோராயிரம் கோடிகளை அடிச்சுட்டு ஓன நீரவ் மோடி லலித் மோடி அவங்களெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது என்ன தண்டி என்ன தண்டி சட்டம் சமமா இருக்குன்னு நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோம் நாங்கள் பயிற்சக்கரை கூட்டம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க எப்படி பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு வேடிக்கை அவ்வளவுதான் அது எப்படி பார்த்தாலும் இந்த செயலை ஏற்க முடியாது ஏன்னா இது வந்து நாட்டில் வந்து அவருக்கு அவ்வளவு குடும்ப பின்னணி இருக்கிறவருக்கே இந்த சூழல்னா சாதாரணமான என்னை போன்ற மகனுக்குலாம் என்ன நடக்கும் நாட்டுல ரொம்ப கொடுமை ரொம்ப அச்சமா இருக்கு எதிர்காலத்துல ஜனநாயகம் மக்கள் கோட்பாடு அந்த தத்துவம் அந்த அமைப்பு இருக்குமாங்கிறதே சந்தேகம் Thank <laughs> you.